ஒரு கப் துருனது கொத்தமல்லி கான்பிளர் மாவு வெங்காயம் ஒரு கப் மிளகாய் தூள் வாங்க ரெசிபி நம்மளுக்கு இன்க்டியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைக்கிழங்கு ஒரு கப் துருவின பன்னீர் கேரட் துருவினது பெரிய வெங்காயம் நறுக்கினது மிளகாய் காரத்துக்கு பெர்ச்சு நல்லா ஷேப் பண்ணுற லெவலுக்கு எடுக்கணும் அப்போ எடுத்தோன்னா நம்ம கட்ல கொஞ்சம் ஷேப் பண்ணுற மாதிரி நம்மளோட நம்மளோட பன்னீர் மிக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கட்லெட் வந்து ஷேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு அதுலேயும் பிரெட் க்ரம்ஸ்லையும் டோஸ்ட் பண்ணி வைக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி இனிமேல் டைல்யூட் பண்ணிக்கும் பீஸை இருக்குன்னா அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணினேன் தண்ணியில் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் அப்படி நல்லா ஃபுல்ல ஃபுல்லப்படுற மாதிரி செஞ்சால் மாதிரி செஞ்சு எடுத்து ஓகே இப்போ கட்லேட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஆயில் இப்போ ஒன்று ஒன்று கட்லெட்டை போட்டு ஃப்ரை பண்ணலாம் பண்ணிடிக்கலாம் இதை பன்னீரில் செய்யறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்ல கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே இதை செய்யுங்கள் அப்புறம் உள்ளே நல்லா வேணும் கட்லட்டை செய்யணும்னால அது ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெடி ஆல எ ரெடிச்சு வீட்டில் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க